நன்றி ஐயா என்று சொல்ல வார்த்தைகள் போதாது ஆயிரம் நாள் என் வாழ்வில் குறிப்பாடு போதாது மன்னான எனக்கு ஜீவன் தந்து அன்பு செலுத்தியதா புல்லான வாழ்வை போல மலர செய்ததினா நன்றி நன்றி சொல்லிப்பாடே உண்மை தூதித்து ஆராதிப்பே நன்றி நன்றி சொல்லிப்பாடே உண்மை தூதித்து ஆராதிப்பே காயங்கள் கட்டுபவர் நீதான் என் பாதை அறிபவர் நீர்தான் என் வாழ்வை காப்பவர் நீர்தான் எனக்காக யாவற்றையும் செய்து மூடிப்பவர் என் தாழ்வில் என்னை நினைத்தே நித்திய வாழ்விற்காக எனக்காக ஜன் தந்து என்டிப்பிய வாழ்விற்காக எனக்காக ஜன் தந்து என்னையும் நன்றி நன்றி சொல்லி நன்றி சொல்லிப்பாளி ரொம்ப துதித்து ஆற விண்ணப்பம் கேட்பவர் நீர்தீரைப்பவர் நீர்தருவர் நீணமாக்கி ஜீவனையும் இட்டு இறக்கத்தால் முடி சூட்டினி என் பாவம் எண்ணாமலும் என்னையும் தள்ளாமலும் அன்பாய் மார்பில் அனைத்தே நோய்களை முடி சூட்டினே என் பாவம் எண்ணாமலும் என்னையும் தள்ளாமலும் அன்பாய் மார்பில் அனைத்தே நன்றி நன்றி சொல்லி உண்மை தூதித்து